ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ளைன் சாரீஸுடைய அப்படின்னு தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துடலாம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இவ்வளோ நம்பர்ஸில் அண்டு கலர் காம்பினேஷன்ஸில் சேரீஸ் இருக்குங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துடலாம் இந்த பிளைன் சாரீஸ் உடைய ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் இது எல்லாமே ப்யூர் சில்க் சேரீ ஹேண்ட்லூம் மேட் டபுள் வாரப் சாரீஸ்ங்க இந்த சாரீஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறோம் எல்லோ கலர் மேங்கோ எல்லோவில் இருக்குது எல்லாமே பிளைன் தாங்க ஸோ எல்லாமே ப்ளைன் அப்படிங்கும்போது நான் இந்த ஒரு சேரீ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் அடுத்து வந்து கலருக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி வைக்கிறேங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து மேங்கோ எல்லோ இதோடைய ப்ரைஸ் ஃபோர் இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ஒரு சேரீ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலுமே அது ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க வித் சில்க் மார்க் டேக்கோடு இந்த இது blue, sorry not a pink pink pink, pink, pink color, and and வரும் வரும் முன்னாடி முன்னாடி பார்த்தது beige, beige வந்து இதுக்கு பார்த்த வரும் இப்ப பாக்கிறது ராணி பிங்க் அண்ட் பிங்க் காம்பினேஷன் இது வந்து இது வந்து பிளாக் காம்பினேஷனோட இருக்கும் சிங்கிள் கலர் தாங்க பாடி பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஒரே கலர் இருக்கக்கூடியது வித்வுட் டிசைன் பிளைன் சாரிங்க இது இப்ப பாக்குறது பாட்டில் கிரீன் இந்த சாரியில் பாருங்க எப்பவுமே வந்து ரெண்டு சாரி ஒரு கலர்ல வரும் அப்படி வரும்போது நம்ம மொத்தமா பன்னெண்டு சாரிங்கும் போது அடுத்த கலரோடைய கண்டிப்பா செகண்ட் சேரீல கண்டிப்பா இந்த மாதிரி வரும் இது வந்து ரிமூவபிள் பீஸ் தாங்க அது எஜில் இருக்கு ரிமூவ் பண்ணிடலாம் அது ஈஸியா பிளவுஸ் நீங்க கட் பண்ணிட்டு டெய்லர்ட்டை கொடுக்கும்போது அந்த எஜ்ஜு வந்து கட் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரே கலர் இது வந்து கொஞ்சம் ப்ளூ ஷேட்லேயும் வரும் இதுவுமே டபுள் டோனு தான் கிரே அண்ட் ப்ளூ ஷேடில் வரக்கூடியதுங்க எங்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைளபிளாக இருக்குதுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்குமே அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டார்க் காஃபி ப்ரௌனுங்க டார்க் கலரில் இருக்கும் ஸோ கலருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரெண்டுமே பார்க்கறது ரொம்ப பெட்ருங்க இப்போ பார்க்குறது பிங்க் கலர் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டு ரெண்டுமே பார்க்கறது ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா வீடியோவில் நம்ம இந்த கலர் வந்து சொல்லியிருப்போம் அண்ட் நீங்களும் எக்ஸாக்டாக ஒரு இடத்துல பார்க்கலாம் இது கொஞ்சம் பிங்க் கலருங்க பிரைட் பிங்கா இருக்கும் எப்படி இருக்குமோ அது இது வந்து ராணி பிங்க் பிரைட்டா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த கலருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணும் போதே பே பண்ணீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரியோடைய அமௌண்ட்டு மட்டும் கொடுத்தா போதுங்க இப்போ பார்க்கறது காப்பர் சல்ஃபேட் ப்ளூங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இப்போ பார்க்குறது க்ரீன் கலருங்க கேஷ் ஆன் டெலிவரினா 1 ஆர் டூ சாரீஸ் மட்டுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் இதே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாங்க இதுமே green கலர் தான் பட் ஆனால் பேஸ்டில் ஷேட்ஸில் இருக்கும் லைட்டாக தான் இருக்குங்க இந்த கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் டபுள் ஷேடு ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடியதுங்க நெக்ஸ்ட் சாரி பார்த்தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கிற லாஸ்ட் சாரியும் இதுதான் இது வந்து இதுவுமே ப்ளூ கிரீன் தான் பட் ஆனால் இதுல வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் டார்க்காக இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது ப்ளூ க்ரீன் தான் பட் அந்த அதை விட இது கொஞ்சம் டார்க்கர் ஷேடு அது லைட் ஷேடு ஸோ இப்போ எல்லா சேரீயுமே நாங்கள் உங்களுக்கு கலர் காட்டியாச்சு இப்போ நம்ம அப்படியே ஓவரால் மேலே டிஸ்பிளே பண்ணிடுறோம் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த கலர் டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வருது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் பியூர் சில்க் சாரீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை புக் பண்ணுங்கள்